அது ஒரு மற்றபடி அதிகப்படுத்து கண்டிப்பாகியமாக கிடையாது என்ன பிரயோஜனம் பிராணசக்தியை கான்செப்ட் பிராணசக்தி எப்படி இன்க்ரீஸ் பண்றது வெரி சிம்பிள் இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்கு ஒரு மூன்று வகையான பயிற்சிகளை நான் சொல்றேன் மூன்று வகையான பயிற்சிகளை நீங்கள் ரெகுலராக பிராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்கன்னாவே உங்களுக்கு பிராணசக்தியை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இப்போ பயிற்சியை சொல்லித்தரேன் நோட் பண்ணிக்கோங்க மெயினாக ஃபர்ஸ்ட் ரெண்டு பயிற்சி நாடி சுத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயி கதி அப்படின்னு சொல்லி கொடுப்போம் மூணாவது வந்து பிராணயாமம் ஒன்று சொல்லித்தர போறேன் நாடி சுத்தியும் இந்த நாய்கதியும் இதயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க ஆன்ஜிஓ பண்ணவங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறவங்க நிச்சயமாக பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான் சொல்லித்தரேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் அளவில் பல பிரச்சனைகளை கொண்டு வரும் உயிருக்கு பிரச்சனை கொண்டு வரும் அதனால் நீங்கள் நிச்சயமாக பண்ணக்கூடாது மற்றபடி காமன் பீப்புள் யார் வேணாலும் பண்ணலாம் தவறே கிடையாது முதல்ல இந்த நாடி சுற்றி எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன் நல்லா கவனிங்க மெயினாக இந்த பயிற்சி பண்ணும் போது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா குறஞ்சது ரெண்டு மணிநேரம் கேப் இருக்கணும் ரெண்டு மணி நேரம் கேப் இல்லாமல் இது பண்ணக்கூடாது ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தலைக்கு ஏறியும் கவனத்தோடு பண்ணணும் அதே மாதிரி இந்த பயிற்சி பண்ணி முடித்தோடனே படார்னு வந்து போய் எதாவது ஒரு பொருள் எடுத்து சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு சாப்பிடுங்க ஏன்னா பிராணசக்தி மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு சக்கராஸுக்கு போகும் ஸோ அது போகிறதுக்கு கொஞ்சம் டிராவல் கொடுக்க வழி கொடுங்க ஓகேவா இந்த பயிற்சி பண்ணிங்கன்னாவே பிராணசக்தி மேலோங்கி இருக்கும் டெய்லியும் பண்ணுங்கள் இது வந்து கொரோனா காலத்தில் தான் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது தினமும் இந்த பயிற்சியை பண்ணலாம் உங்களை மிக உயர்ந்த இடத்திற்கு இது கொண்டு போகும் இப்போ பரம்பொருள் யோகமோ வாசி யோகமோ மற்ற யோகங்கள்லாம் நம்ம பண்ணுறோன்னா அது இருக்கிறதே மிக மிக சக்தி வாய்ந்த பயிற்சிகள் அது பண்ணிங்கன்னா இது தேவையே கிடையாது அது ஒன்றே போதும் பட் இது ஆரம்பகட்ட மனிதர்களுக்கு இது போதுமானது நீங்கள் இதில் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவனிங்க முதல் பயிற்சி நாடி சுற்றி பயிற்சி எப்படி பண்ணணும்னா இந்த கையை அப்படி லாக் பண்ணிக்கோங்க ரெண்டு அதாவது இடக்கலை பிங்கலை இது சந்திரக்கலை இது சூரியக்கலை நடுவில் போகிறது சுழுமுனை சுவாசம் பாங்க லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மாற்றி மாற்றி மூச்ச உடனும் வெளி உள்ளே இருக்கக்கூடிய அடைப்புகளை வெளியே எடுக்கணும் எப்படி எடுக்கணுன்னா இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு விரல் தான் விஷயமே ரெண்டு மூக்கையும் இந்த ரெண்டு விரலை வச்சு இப்படி லாக் பண்ணிக்கணும் இந்த மூணு விரல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஓகேவா இதுதான் கான்செப்ட் இப்படி இருக்கணும் இப்படி இருந்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் மூச்சை உடணுன்றதான் விஷயம் கவனிங்க நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி கேமராவுக்கு தெரியிற மாதிரி பண்ணி காட்டுறேன் இந்த பயிற்சி பண்ணும்போது கீழே ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து விரிப்பில் உட்காந்துக்கங்க சமணங்கால்னா சமணங்கால் பத்மாசனம்னா பத்மாசனம் போட்டு நிமிர்ந்து முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தான் இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய மூன்று பயிற்சிகளும் பண்ண வேண்டும் கவனிச்சுக்குங்க இந்த கை ரெண்டே இப்படி வச்சுக்கிறீங்க இப்படி வச்சுக்கிறீங்க வச்சுக்கிட்டு பாருங்கள் லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு மாற்றி மாற்றி விடணும் எப்படி விடணும்னா இப்படி தான் விடணும் கிட்டத்தட்ட உங்களால் எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பண்ணுங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுங்கள் கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 5 மினிட்ஸ் சாயந்தரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா மிகவும் போதுமானது ஃபைவ் மினிட்ஸ் பண்ண ரொம்ப கம்மியாக பண்ணுங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி நிச்சயமாக பண்ணக்கூடாது இதுதான் நாடி சுற்றி உங்களோட நாடியில் இருக்கக்கூடிய எல்லா அடைப்புகளையும் க்ளீன் பண்ணிடுறோம் ஃப்ரீ பண்ணி விட்டுறோம் நாடி சுற்றி ஓகேங்களா மெயினாக இந்த பயிற்சி பண்ணும்போது தலை கிறுகுருன்னு சுத்தும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு மாதிரி தலை பாரமாக இருக்கிற மாதிரி பயந்துராது ஒன்றும் ஆகாது யோகா பயிற்சி பண்ணிங்கன்னா உயிருக்கு எந்தவித ஆபத்து ஏற்படாது அளவாக பண்ணுங்கள் சொல்லிக் கொடுக்குற டைமுக்கு தகுந்தார் போல் இது நாடி சுற்றி ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் சக்தியை மே விஷயமே இருக்கு தொண்டையில் இது பண்ணுறதுக்கும் சேம் அதே மாதிரி தான் சாப்பிட்டதுக்கப்புறந்தான் பண்ணணும் ரெண்டு மணி நேரம் கேப் இருக்கணும் இந்த மூன்று பயிற்சியும் நீங்கள் டெய்லியும் பண்ணுங்கள் வரிசையாக பண்ணுங்கள் போதுமானது அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூணாவதா பிராணயம்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் அது எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் பண்ணுங்கள் இது ரெண்டு கொஞ்சம் சக்தி வாய்ந்த பயிற்சின்றதுனால அளவாக பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதுமானது பாருங்கள் நாய்கதி இந்த பயிற்சி முடித்த உடனே இம்மிடியேட்டாக வந்து ஒரு மாதிரி தலை கிருக்குறனு சுற்றுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் ஆகாது ஒன்றும் பயப்படாதீங்க மெயினாக இதயம் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஸ்கல் சம்மந்தமான ஓப்பன் பண்ணியிருக்கிறவங்க சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க நிச்சயமாக இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது இப்போயே சொல்லிடுறேன் மூணாவது பிராணயாமம் இடது நாசி வலது நாசி ரெண்டுத்துலேயும் ஏற்றி ஏற்றி இறக்குறீங்க காத்தாவில் தான் மேட்ரு வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி மூன்று விரல் இந்த ரெண்டு தான் ரெண்டு நாசிகளை அடக்கி அடக்கி வைக்க போகிறோம் ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களோட உடம்பே அவ்வளோ புத்துணர்ச்சி பெறும் ஆட்டோமேட்டிக்காகவே எப்படி பண்ணணுன்னா முதல்ல இடது நாசி வழியாக காற்றை இழுக்கிறீங்க வலது அப்புறம் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணுறீங்க ரொம்ப நேரம் டைட் பண்ணி ஹோல்டு பண்ணக்கூடாது கஷ்டப்பட்டு ஹோல்டு பண்ணக்கூடாது நிச்சயமாக அப்படி பண்ணக்கூடாது அப்புறம் ரைட்டில் கீழே இறக்குறீங்க மறுபடியும் ரைட்டில் இருந்து பொறுமையாக மேலே இழுக்கிறீங்க ஹோல்டு பண்ணிக்கிறீங்க எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் கம்ஃபர்டபுளான டைமு அப்புறம் லெஃப்ட்டில் விடுறீங்க மறுபடி லெஃப்டிலேருந்து மேலே எழுக்கிறீங்க ஹோல்டு பண்ணிக்கிறீங்க எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போனக்கூடாது ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது மறுபடி லெஃப்ட் விடுறீங்க ஸோ அதை எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு அதே அதே போல் நேராக நிமிர்ந்து ரொம்ப கீழே உட்காரவே முடியாதவங்க சேரில் உட்காந்து பண்ணலாம் மற்றவங்க தாராளமாக கீழே ஒரு விரிப்பு விரிச்சுக்கோங்க அந்த விரிப்பு மேலே தான் கம்பல்சரி உட்காந்து போடணும் ஏன்னா நீங்கள் ஏற்றுகிற ஹீட்டை பூரா பூமி வந்து உறிஞ்சிடும் அதனால் ஏதோ ஒரு விரிப்பு மேலே உட்காந்துட்டு பண்ணுங்கள் மெயினாக முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் எப்படி இந்த பிராணாயாமம் பண்ணணும்னு சொல்லி தரம்பாருங்க மூச்ச சும்மாவே ஒரு மூணு டைம் சும்மாவே பிரீத் மேல கீழே இழுத்தினாலும் ஒரு மைண்டும் பிரீத்தும் ஒரு கண்ட்ரோல்க்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் லெஃப்டில் பொறுமையா எழுக்கிறீங்க லாக் பண்ணிக்கிறீங்க ஹோல்டு பண்றீங்க ரைட்ல விடணும் அப்புறம் ரைட்ல இருக்கிறீங்க ஹோல்டு பண்றீங்க லெஃப்ட்ல விடணும் இப்படிதான் பண்ணணும் எப்படின்னா இங்க பாருங்க ột <laughs> Subscribe உங்களுக்கு தெரியுன்றக்கா ரெண்டு பக்கம் மாத்தி மாற்றி பண்ணேன் ஆனால் ஸ்ட்ரைட்டாக முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருந்து தான் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு வந்து கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் இழுக்கிறீங்க ஹோல்டு பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணுறீங்க அப்புறம் ரைட்டில் விடுறீங்க மறுபடியும் ரைட்டில் விட்டதுக்கப்புறம் ரைட்டில் இருந்து உள்ளே இழுக்கிறீங்க ஹோல்டு பண்ணுறீங்க லெஃப்ட்டில் விடுறீங்க மறுபடியும் லெஃப்டில் இருந்து தான் இழுக்கணும் இழுக்கிறீங்க ஹோல்டு பண்ணுறீங்க ரைட்டில் விடுறீங்க மறுபடியும் ரைட்டில் இருந்து இழுக்கிறீங்க ஹோல்டு பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணுறீங்க லெஃப்டில் விட்றீங்க இப்படி எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் வேணால் இந்த பிராணயாமம் பண்ணலாம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டு அப்புறம் தாராளமாக உங்கள் வேலைகளில் நீங்கள் பார்க்க போலாம் சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம் இந்த மூன்று பயிற்சிகள் நீங்கள் பண்ணிங்கன்னாவே உங்களோட பிராணசக்தி மேலோங்கி இருக்கும் இந்த வைரஸ்க்கெலாம் வந்து பயப்படணுன்ற அவசியமே இல்லை இந்த வைரஸ் மட்டும் இல்லை எப்போயுமே உங்கள் பாடி ரொம்ப ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் மெயினாக வளலார் சொன்னது போல் பசித்திரு தனித்திரு விழித்திரு அதான் கான்செப்டு எப்போயுமே நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னா ஒரே விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அரை வயிறுக்கு மட்டும் சாப்பிடுங்க எவ்வளோ பசித்தாலும் எவ்வளோ டேஸ்ட்டான ஃபுட்டாக இருந்தாலும் அரை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மூணு வேலையும் நீங்கள் அரை வயிறுக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்கீங்க தூக்கமே வராதானது டிசினஸ் கொஞ்சம் கூட இருக்காது டயர்ட் இருக்காது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க வேறு லெவலில் வேலை செய்வீங்க ஃபுல் வயிறு சாப்பிட்டீங்கன்னாவே கிருகிருண் சுத்தம் தலைவலிக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்கும் எல்லா வேலையும் பண்ணோம் அரை வயிறுக்கு சாப்பிட்டு பழகுங்க பொதுவாகவே எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க இந்த பயிற்சி காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணீங்கன்னா ரொம்ப சாலச்சிறந்தது குளிக்கணுன்ற கூட அவசியம் கூட கிடையாது குளிச்சுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பு குளிக்கணுன்ற நீடு கூட கிடையாது மோட்ட மட்டும் கழுவிட்டு ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு இந்த பயிற்சியை பண்ண ஆரம்பிச்சிடலாம் காலையில் பண்ணிங்கன்னா மிக சிறப்பு காலையிலேயே சாயந்தரமும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு மெயினாக சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு டூ ஹவர்ஸ் கேப் இருக்கணும் இதை மெயினாக நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னாவே உங்கள் மனமும் உங்களோட உடலும் உங்களோட கண்ட்ரோலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றது தானாகவே தெரியும் பரம்பொருள் யோகம் என்னோட தீட்சை என்கிட்ட தீட்சை வாங்கினவங்க க்ளாஸ் அட்டன் பண்ணாங்க இது பண்ணணுன்ற அவசியமே இல்லை அந்த பரம்பொருள் யோக பயிற்சி மட்டும் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு முக்தி நிலைக்கு தாராளமாக கொண்டு செல்லும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் மெயினாக இந்த பயிற்சி பண்ணுறது பிராணயாமம் இதயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க பண்ணலாம் கடைசியாக சொல்லி கொடுத்தா அந்த பிராணயாமம் இதயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க பண்ணலாம் அதுவும் ரொம்ப நேரம் மூச்சாக ஹோல்டு பண்ணக்கூடாது மூச்சை ஏற்றி ஏற்றி நீங்கள் இறங்கிக்கிட்டே இருக்கணும் அளவாக ஹோல்டு பண்ணி அளவாக விடுங்க புரியுதுங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது ம அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பயிற்சி நாடி சுற்றி அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்கிதின்றது நிச்சயமாக இந்த தலையில் ஆப்ரேஷன் பண்ணவங்க ஓப்பன் பண்ணி பண்ணவங்க ஹார்ட் ஓப்பன் பண்ணி பண்ணவங்க நிச்சயமாக பண்ணக்கூடாது மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாம் வந்து அந்த பரம்புரலின் கருணையினால் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கதான் நீங்க இல்லாம இது சாத்தியமே இல்லை பல உயிர்கள் பசியார போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டு இருக்கு நல்லா சொல்வது போல ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடி தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு வல்லலார் சொல்லியிருக்கிறாரு அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு போகர் சொல்லியிருக்கிறார் எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஸோ புண்ணியத்தை சம்பாரிங்க உங்களோட வாழ்க்கை சுபுட்சமாக மாறும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும் உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லி கொண்டு வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்பணும் நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கோம் வாழ்க வளமுடன் குருவே சரணம்